சுவாமியே ஷரணமையப்பா எங்குநாதனே ஷனமையப்பா எங்களெல்லாம் இருப்பவரே ஷனமையப்பா எங்களை மலை கலைத்த சுவாமியே ஷனமையப்பா ஓம் ஹரிகரசுநானன் சித்தனையனை ஐயப்பா சுவாமியே ஷரணமையப்பா ஐயப்பம்மாரளுக்கும் சுவாமிமாரளுக்கும் பாலகீதம் தமிழின் பார்வையாளர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஐயப்பனின் திருவிளையாடல்கள் என் வாழ்வில் இந்த ஏழாவது பகுதியில் சில நிகழ்வுகளை என் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை உங்களு உங்களுடன் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயப்பன் அருளுடன் ஐயப்ப பூஜையில் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஐயப்பன் வந்து சில கோடிட்டு சில நிகழ்வுகள்லாம் காமிச்சிருவார் அது எப்படி அப்படிங்கிறீங்களா அதை பற்றி ஒரு ரெண்டு நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மன்னார்குடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் ஒரு ஐயப்ப பூஜை நடத்துனாங்க அந்த சாமி ரெண்டு பேருமே அவரும் அந்த சாமியும் அவங்களோட மாளிகை படம் ரெண்டு பேருமே ஐயோபியில் ஒர்க் பண்ணக்கூடிய சாமிகள் அதனால் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சாமி ஏழரை மணிக்கு சாயந்தரம் பூஜையை ஆரம்பிப்போம் பதினோரு மணிக்கு முடிச்சிருவோம் சாமி நீங்கள் வந்து பூஜை நடத்தணும் சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சாமி ஐயப்பனால் கண்டிப்பாக நான் வர்ற சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு அதே மாதிரி அந்த பூஜை அன்னைக்கு சாயந்தரம் நான் நாலு மணிக்கே அந்த வீட்டுக்கு போயிட்டேன் ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யலாமே அப்படிங்கிறக்கா அங்கே போயிருந்தேன் அப்போ பார்த்திங்கன்னா அந்த சாமிகள் ரெண்டு பேரும் பூஜைக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சாமி சொன்னா வாங்க சாமி வாங்க சாமி அப்படின்னாங்க சரி சாமி சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்தாச்சு உட்காந்த உடனே அந்த சாமிகளை கூப்பிட்டு சாமி உங்கள் பூஜை ஐயப்பன் ஏற்றுக்கிட்டார் சாமி என்ன சாமி இங்கே இன்னும் நான் இன்னும் குளிக்க கூட இல்லை சாமி இன்னும் இன்னும் பூஜைகள்லாம் ஏற்பாடுகள்லாம் பண்ணலை படிக்கூட எடுத்து வைக்கல சாமி இப்படி சொல்கிறீங்களே சாமி அதெல்லாம் இல்லை ஐயப்பன் உங்கள் பூஜை ஏற்றுட்டா சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டார் ஐயப்பன் அப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை நடந்தது பூஜை எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக பூஜை முடிஞ்சது கம்ப்ளீட்டாக அந்த பூஜையெல்லாம் ஐயப்பன் இருந்து ஆலிங்கனம் பண்ணி எல்லாம் படிக்கிட்டு இருந்தார் அப்புறம் சரி சாமி எல்லாம் பூஜை முடிச்சு நாங்கள் வை போய்ட்டு வரோம் சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி மன்னாரொடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன் அப்போ நான் லக்ஷ்மாகுடியில் இருக்கேன் பதினொன்னே இருக்கும் பஸ் ஸ்டாண்டு என்னன்னு இருக்கேன் அந்த சாமி ஓடி வராங்க ஓடி வந்து சாமி சொன்னோம் அம்மா சாமி சொன்னாங்க படியை நகர்த்துறப்போ மேலேருந்து ஐயப்பன் படத்துலேருந்து பூ விழுந்து ரோஜா பூ விழுந்து பதினெட்டு படி வழியாக ஒவ்வொரு படியாக விழுந்து அந்த தட்டில் தீவாராதன தட்டில் வந்து விழுந்துது ஐயப்பன் வந்துட்டு போகிறாரு கூப்பிடுங்க ஐயப்பன் வந்துட்டு போகிறாரு கூப்பிடுங்க ஐயப்பிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அம்மா சாமி சொன்னால் ஓடி வந்து அவங்கள்ட்ட சொல்கிறோம் சாமி சாமி சொல்லணும்னு நீங்கள் நாலு மணிக்கே ஐயப்பன் வந்து சொன்னீங்க நாங்கள் நம்பலை இப்போ கண் கூட நாங்கள் பார்த்துட்டோம் ஏற்கனவே நீங்கள் ஐயப்பன் கூட வந்து ஆலிங்கனம் பண்ணாதே நாங்கள் பார்த்தோம் சாமி சாமி சொல்லணும் ஐயப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நடந்தது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி ஒன்றாந்தேதி இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பையன் வீட்டில் சென்னையில் வச்சு ஐயப்ப பூஜை நடத்தினோம் அந்த பூஜையை பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின நாள் தான் நாங்கள் நைட்டு நாங்கள் நாங்களும் என்னுடைய மாளிகுரமும் திருநெல்வேலியிலேருந்து சென்னை போகிறோம் கடுமையான மழை ஸ்டேஷன்லேருந்து இறங்கி பிளாட்ஃபார்முக்கு கூட ஏற முடியல அவ்வளோ மழை ஃபுல்லாக தொப்பை தொப்பையாக நடஞ்சிக்கிட்டு தான் நாங்கள் வந்து அந்த படியே ஏறினோம் ஏறி வீட்டுக்கு போகிறோம் கடுமையான மழை நிப்பாட்டை கூட முடியல எப்படி தான் பூஜை நடத்த போகிறோமோ அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டாங்க அப்போ ஐயப்பன் வந்து கண்டிப்பாக நல்லா நல்லபடியாக நடக்க கவலைப்படாதீங்க ஐயப்பனை நம்ம வரைக்கும் அவர் கண்டிப்பாக கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா அன்னைக்கு பத்து மணிக்கு பூஜை ஆரம்பித்து ஒரு ஒரு பதினொன்று ப ஒரு முடிக்கலாம் அப்படின்னு ஒரு அவங்க ஒரு திட்டம் போட்டுருந்தாங்க அதே மாதிரி பத்து மணிக்கு ஆரம்பிக்கலான்ட்டுப்போ ஏழை காலுக்கெல்லாம் ஐயப்பன் வந்து உட்காந்துட்டார் என்னோடய மேலே வந்து ஐயப்பன் வந்து ஏழை காலுக்கு உட்காந்துட்டார் உட்காந்துட்டு அவங்கள கூப்பிட்டு சொல்லிட்டாரு இந்த மாதிரி பூஜை ஐயப்பன் ஏற்றுக்கிட்டாரு ரொம்ப பிரமாதமாக இருக்குது நல்லபடியாக அமையுது பூஜை நல்ல சிரித்தவங்கத்தோடு ஐயப்பன் உட்காந்துட்டார் அப்படின்னு அவர் சொல்லி சொல்லியிருக்கிறார் அவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஐயப்பனை பற்றி நம்மளை பற்றி தெரியுங்கிறதுனால ரொம்ப சந்தோஷம் சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இருந்துட்டாங்க அதே மாதிரி அந்த ஏழைகாலிலேருந்து பத்தரை மணிக்கு பத்து இருபதுக்கும் இன்னும் பூஜை ஆரம்பித்தாங்க ஒன்றரை மணி வரைக்கும் நடந்தது அந்த பூரா நேரமும் அந்த நாலு மணி நேரமும் கிட்டத்தட்ட ஐயப்பன் வந்து ஃபுல்லாக இருந்து ஆலிங்கனம் பண்ணி பல்வேறு விதமான நிகழ்வுகளை நடத்தி அந்த பூஜையை ரொம்ப பிரமாதமாக நடத்தி கொடுத்தாரு ஐயப்பன் அது மட்டும் இல்லை அந்த பூஜையில் சிறப்பு என்னென்னா அந்த பூஜை முடிஞ்ச உடனே எல்லா ஐயப்பங்களும் வந்து விபூதி பூசு வந்தப்போ ஒவ்வொருத்தரையாக கூட்ட அவங்களோட மனக்குறைகளை இவரே ஐயப்பனே வந்து சொல்லி அதுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் அவரே சொல்லி அவங்க எல்லாேருக்கும் ஒரு ஆசீர்வாதம் வழங்கினார் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் நேரம் இருக்கணும்னு நினைக்கிறேன் வந்திருந்த அவ்வளோ பேருக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி பண்ணினார் அப்போது என்னுடைய பையனுக்கும் என்னுடைய அந்த பையனுடைய மாளிகைபுறம் மருமகளுக்கும் அவ்வளோ ஒரு ஆனந்த கண்ணீர் ஐயப்பன் வந்து சொன்ன மாதிரி ஏழு மணிக்கு ஏழைகளுக்கு வந்து சொல்லிட்டாரு பூஜையை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்தாரு அப்படின்னு அது மாதிரி அன்னதானமும் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு வந்திருந்த ஐயப்பங்களும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நாங்கள் சபரிமலையில் பூஜை பார்த்த மாதிரி இருந்து சாமி அப்படின்ட்டு ஒரு சாமி வந்து மணிகண்ட சாமிகிட்ட என் ஐயப்பன் சாமிகிட்ட சொல்லியிருக்காரு பையன்ட்ட அந்தளவுக்கு அந்த பூஜையில் அவர் ஃபுல்லாக இருந்து நடத்தி கொடுத்துருக்காரு இது இப்போ நடந்த நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது மட்டும் இல்லை என்னோட பையனுக்கு மனதுக்குள்ளே எப்போவுமே ஒரு சந்தேகம் உண்டு நம்ம எல்லாருக்குமே இருக்கோம் நம்ம கூட ஐயப்பன் இருக்காரா நம்ம கூட ஐயப்பன் இருக்காரா எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தேகம் இருக்கும் நானே பல நேரம் கேட்டுருக்கேன் உண்மையிலேயே ஐயப்பன் என்கிட்ட இருக்காரா உண்மையிலே ஐயப்பன் நம்மளை ஆசிங்க ஆலிங்கனம் பண்ணுறா அப்படின்னா நம்ம சாதாரண மனுஷங்க தானே அடிக்கடி அந்த சந்தேகம் வரும் ஆனால் வந்து நம்ம வீட்டில் நிறைய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கனால நமக்கு ஓரளவுக்கு தெரியும் அவருடைய நடமாட்டம் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்ட்டு என்னோட பையனுக்கு இந்த பூஜையில் அவருக்கு அங்கூடாக அந்த நாலு மணி நேரமும் இருந்து வந்திருந்த ஐயப்பங்களை எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அவங்க எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டி பண்ணிணனே அவனுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகளில் வந்து சந்தோஷம் கண்ணீர் பொங்கல் அவன் ஐயப்பனுக்கு அந்த இடத்துல நன்றி சொன்னால் அவனும் அவன் மாளிகைபுரமும் இதில் குறிப்பாக எப்படி எங்கள் வீட்டில் என்னுடைய சுவாமி வந்து ஐயப்பன் வந்து நம்மளை ஆலிங்கனம் பண்ணி இந்தளவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரோ அதுக்கு மூல காரணம் என்னோட மாளிகைபுரம்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அவங்க வீட்லேயும் அவனுடைய மாளிகபுரமும் அந்த ரெண்டு குழந்தைகளையும் வச்சுட்டு இந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமாக அந்த ஐயப்ப சேவை பண்ணி பூஜை பண்ணதினால நடந்த நிகழ்வு தான் இந்த ஐயப்பனுடைய அனுகிரகம் அது மட்டும் இல்லை பொதுவாக அந்த பூஜை முடிஞ்சவன்னு அவர் கிளம்பிடுவார் இருக்க மாட்டார் அதுக்கு மேலே சூழ்நிலைகளை பொறுத்து ஒவ்வொரு பூஜையுடைய த பொறுத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுத்தமான சூழ்நிலைகளை பார்த்து தான் ஐயப்பன் அந்த இடத்துல இருப்பார் ஆனால் இந்த இடத்துல மட்டும் அந்த பூஜையில் மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையிலையும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சுவாமிகள் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்திருக்கிறாங்க அதில் ஒரு சாமி தன்னுடைய குறை ஒன்று சொல்லி அதுக்கு நீங்கள் வழிகாட்டணும் சுவாமி அப்படின்னு ஐயப்பனை கேட்டிருக்காரு அடுத்த நாள் காலையிலையும் அவர் அதே மாதிரி வந்திருந்து ஃபுல்லாக இருந்து அவங்களுக்கும் எல்லா வழிகாட்டலாம் காமிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லை அன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் அவர் கம்ப்ளீட்டாக கூட இருந்திருக்கார் ஏன்னா அந்த பதினெட்டாம் படியோட மகிமை அந்த படி அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அவர் கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நாள் கம்ப்ளீட்டாக ஐயப்பன் வந்து மேலே இறங்கி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார் இதை இதுக்காக இதை சொல்கிறேன்னா அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை உன்னை வணங்குவதற்கும் முந்த நூல் வேண்டுமென்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஐயப்பன் வந்து அந்த பூஜையை ஆரம்பிக்கிறப்பே அந்த சூழ்நிலையில் உணர்ந்து குறிப்பு சொல்லிடுவார் ஒவ்வொரு பூஜைக்கும் இது வந்து ரெண்டாவது நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேயும் அவர் அந்த மாதிரி சொன்னார் பூ போட்டு ஆசிர்வாதம் பண்ணார் இதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி ஒன்றாந்தேதியும் அதே மாதிரி அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார் இதெல்லாம் ஐயப்போட நிகழ்ந்த நிகழ்வுகள் அது மட்டும் இல்லை ஒரு வருஷம் என்னுடைய பையனுடைய சுவாமி வந்து பையனுடைய ஃப்ரெண்டு அருள்ங்கிறவர் வந்து எங்கள் கூட மலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வந்தார் அந்த சாமிக்கு அந்த வருஷம்தான் காலில் ஒரு ஆப்ரேஷன் ஆகிருக்கு இருந்தாலும் அவர் வந்து க வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பெருவழியில் இருமேல வழியாக ஒரு ஒரு மணி நேரம் நடந்து பார நினைக்கிறேன் நடந்த உடனே கொஞ்சம் தூரம் ஒரு மணி நேரம் நடந்தவுடனே அவருக்கு கால் வலி தாங்க முடியல அழகாரிச்சார் சாமி கால் வலி தாங்க முடியல ஒரு அடி கூட எடுத்துக்க முடியாது நான் அப்படியே சின்ன பாதையிலே போயிடுறேன் சாமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு உடனே ஐயப்பன் இருந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் எல்லாம் நட சரியாக நடங்க சாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்தாரு திருப்பி கொஞ்சம் தூரம் கழித்து வலி இன்னிமே தாங்க முடில சாமி அவ்வளோ வலிக்குது சாமி நான் அப்படியே ஜீப்பில் எரிச்சின்னா பாதையில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஐயப்பன் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு உட்கார வச்சு இப்போ நான் இடதுபுறம் ஒரு விக்கிரகம் வச்சுருக்கேன்ல இந்த விக்கிரகம் நான் வருஷம் வருஷம் என் கையில் கொண்டு போவேன் வலது பக்கம் இருக்கக்கூடிய விக்கிரகம் வந்து என்னுடைய பையனுடைய விக்கிரகம் இது ரெண்டும் எங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கோம் இந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பனை எப்போவுமே மலைக்கு எடுத்துகிட்டு போவேன் எருமேலேருந்து ஆரம்பித்து சன்னிதானம் போய் இறங்குற வரைக்கும் நடக்கக்கூடிய அத்தனை இகழ்வுகளும் அவர் வந்து சகட்டு மணிக்கு ஐயப்பன் அந்த விக்கிரகத்துலேருந்து நடத்திக்கிட்டு இருப்பார் பலவிதமான குறிகள் சொல்லுவார் அப்போ என்ன பண்ணிட்டாரு உடனே இவர்கிட்ட கூப்பிட்டு அந்த சாமியை கூப்பிட்டு சரி நீங்கள் உட்காருங்க சாமி அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு இந்த விக்கிரகத்தை அவர் கையில் கொடுத்து அவருக்கு உபூதி பூசி காலில் உபூதி பூசி அவர் கையில் ஒரு கம்பையும் கொடுத்து நீங்கள் நடங்க சாமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த சாமி ஜாம் ஜாம்னு நடந்து அழுத்த கரிமலை எல்லாம் ஏறி சன்னியானம் போய் நல்லபடியாக தரிசனம் பண்ணி பிரமாதம் மக்கையில் இறங்கினார் அவருக்கு அவர் கண்ணையை நம்ப முடியல எப்படி நடந்தோம் ஐயப்பன் எப்படி நம்மளை கூட்டிகிட்டு போனார் அப்படிங்கிறது இப்படி பல விதமான லீலைகளை அவர் செஞ்சுக்கிட்டுருக்காரு இன்றைக்கி அந்த ஐயப்பன் அமெரிக்காவில் இருக்காரு அது மாதிரி ஐயப்பன் நினச்சார்ன்னா இரும்படி தாங்க வச்சுட்டார்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளை உருட்டி பரட்டியாவது கொண்டு அவர் சன்னிதானத்தில் சேர்த்துருவார் அதே மாதிரி எரிமேலி காணகத்துக்குள்ளே ஐயப்பனுடைய பூங்காவனத்துக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் எந்த நிகழ்வுகளும் நம்ம செய்யக்கூடியதில்லை நம்ம கையிலையும் இல்லை ஏன்னு பார்த்திங்கன்னா பெருவெளியில் பார்த்திங்கன்னா ஐயப்பங்கள்லாம் நடந்து வந்துட்டுருக்கிறப்போ சில சாமிகள் ஒரே ஓட்டமாக ஓடுவாங்க சாமி பாதம் சாமி பாதம் சாமி பாதம் ஓடுவாங்க அந்த சாமிகள் ஒரு இடத்துல போய் அப்படியே நின்றுவாங்க ரொம்ப நடக்க முடியாமல் மெதுவாக தத்தி தத்தி தத்தி நடந்து வர்ற சாமிகள் பார்த்திங்கன்னா திடீர்னு விறுவிறு விறுன்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க எந்த நேரத்தில் அவர் வந்து நம்ம கூட இறங்கி நம்மளை நடத்துவார் அப்படிங்கிறது வந்து அவனை தவிர அறிய முடியாது அதனால அந்த காலத்திலலாம் எப்போ மலைக்கு போய்ட்டு எப்போ திரும்பி வருவீங்கன்னு கேட்டால் யாரும் பதில் சொல்ல முடியாது சொல்ல மாட்டாங்க ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி அவர் நடத்துவாருங்கிறது அவரை யாருக்குமே தெரியாது அதனால்தான் சொல்லுவாங்க போகிறப்போ போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது மலைக்கே அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பலவிதமான சூழ்நிலைகளை ஐயப்பன் பல்வேறு நிகழ்வுகள் நடத்திக்கிட்டுருந்துருக்காரு அது மட்டும் இல்லை ஐயப்பனுடைய அனுகிரகத்தை சொல்லக்கூடியக்கு ஏகப்பட்ட நிகழ்வுகள் இருக்குது இது வந்து ஏழாவது நிகழ்வாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இதுவரைக்கும் நடந்த ஆறு நிகழ்வுகளையும் நீங்கள் வந்து மேலே ப்ளேலிஸ்டில் பாலகீதம் தமிழில் ப்ளேலிஸ்ட் ஐக்கான் ஒன்று கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் அவங்களுக்கு எல்லா விதமான ஆறு நிகழ்வுகளும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை மொதல் மொதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நான் கன்னியாக மாலை போடுறதுக்கு முன் முந்தின வருஷம் எங்கள் பையனுக்கு முடி கட்டினாங்க நெய்வேலியில் அதை போய் யார் இவ்வளோ நேரம் பார்க்குறது இது என்ன பாட்டெலாம் பாடிட்டுருக்காங்க யார் இதெல்லாம் பாட்டு பாடுறது யார் இப்படி கத்துறது அப்படின்னு சொன்னால் என்ன அவர் அடுத்த வருஷமே மடக்கி அவர் வந்து ஆலிங்காலம் பண்ணி என்னை பாட இன்றைக்கி எல்லா பூஜைகள்லேயும் நான் போய் ஐயப்பன் பாடல்கள் பாடுறேன் அது மட்டும் இல்லை ஐயப்பன் என்ன ஐயப்பன் பாடல்களும் எழுத வச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு பாடல்கள் எழுதி ஐயப்பனை பற்றி நானே அந்த பாடல்களையும் பாட வச்சு என்னையே பாட வச்சு என்னுடைய பாலகிரம் தமிழில் பாலனின் ஐயப்பன் பாடல்கள் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டில் அந்த முப்பத்தோரு பாடல்களும் வச்சிருக்கிறேன் எழுதி இருக்குது அது நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடல்கள் அனைத்தும் கிடைக்கும் அதை பற்றி நீங்கள் கேட்டு அந்த பாடல்களை கேட்டு ஐயப்பனுடைய அருள் கிடைக்குமாறு உங்களை ஐயப்பன் அருள் பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வுகள் எல்லாம் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக ஐயப்பனுடைய திருவிளையாடலில் எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் வந்து ஐயப்பனுடைய உண்மையான சக்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை உங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இது எல்லாமே ஐயப்பனுடைய முழு ஆசீர்வாதத்தில் நடக்கிறது அதுக்கு நான் தகுதியானவனான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நூறு நான் தகுதி இல்லாதவன்தான் ஏன்னா மிக மிக சாதாரணமான ஒரு ஆசாமி பக்தியிலையும் சொல்லக்கூடிய அளவுக்குலாம் நான் ஒன்றுமே கிடையாது ஆனால் என்னையும் அவர் ஆட்கொண்டு இந்தளவுக்கு எங்களை வச்சுருக்கிறாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் வருஷம் எச்சி போடக்கூடிய அந்த கூரைக்கு கீழே படுத்து எங்களை வந்து மலைக்கு கூட்டு போனவர் அப்படியே டெல்லிலேருந்து நல்ல சௌகரியமான சாமியாக கூப்பிட்டு போனார் இன்றைக்கி இந்த அறுபத்தி நாலு வயசுலேயும் எல்லா விதமான செல்வங்களும் கொடுத்து மனநிம்மதியோடு அமைதியோடு ஆனந்தமாக வாழ வச்சுருக்காருன்னா அந்த ஐயப்பனோட கிருபையை தவிர வேறு எதுவுமே கிடையாது அது மட்டும் குடும்பமே ஐயப்பன் அடிமை அது அப்படி வாய்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வு நம்ம கும்பிடக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தோட சக்தி உங்களுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக உங்களுடைய வீட்லேயும் அதுக்கு ஒத்துழைப்பு இருக்கணும் உங்கள் மாளிகைபுரங்களும் அந்த ஈடுபாட்டில் பங்கேற்றாதான் அந்த பக்தி முழுமையான சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஐயப்பனுடைய நிகழ்வுகளை உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு காரண முக்கியமான காரணம் வந்து ஐயப்பன் கண்கண்ட தெய்வம் எளிமையான தெய்வம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய ஒரு குழந்தை தெய்வம் இன்றைக்கும் ஐயப்பன் வந்து தினசரி எங்கள் வீட்டில் நடமாடி சின்ன குழந்தையாக நடமாடி புலிமேலே நடமாடி அவர் விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு அந்த அளவுக்கு ஐயப்பனுடைய ஆலிங்கனம் எங்கள் வீட்டில் இருந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு மூலகாரணமாக இருக்கக்கூடிய சுவாமி ஐயப்பமாக ஐயப்பனுக்கும் என்னுடைய மாளிகை உரத்துக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக ஐயப்பனுடைய எந்த வேண்டுகோள் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் சுவாமிகள்கிட்ட வீட்டில் போயோ இல்லை ஐயப்பன் கோயிலில் போயோ நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு தீராத மனக்குறை எது இருந்தாலும் கண்டிப்பாக அதை மலைக்கு போகக்கூடிய ஒரு ஐயப்பமாகிட்ட சொல்லி வேண்டிக்கிட்டு ஒரு நெய் தேங்காய் எடுத்து வச்சு அவங்கள மாதிரி நீங்களும் மண்டல காலம் விரதம் இருந்து அந்த நெய் தேங்காயை அந்த ஐயப்பங்கள்கிட்ட ஒரு காணிக்கையோடு கொடுத்து அனுப்புங்க அந்த நெய்க்காய் சன்னிதானத்தில் விடைப்பட்டு நெய்யபிஷேகம் ஐயப்பனுக்கு நடந்த உடனேயே நூறு உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு நல்ல வழியை ஐயப்பன் காமிப்பார் இது சத்தியம் பல நிகழ்வுகள் நடந்திருக்கு பல பேருக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்குறாரு என்கிட்ட இருக்கிற இந்த ஐயப்பன் ஒரு பீடத்து மேலே உட்காந்துருக்கிறாரு அந்த பீடம் வந்து டெல்லியில் வந்து ஒரு ஐயப்பன் வந்து அவங்க வீ அவங்க வீட்டில் குழந்த பிறந்த ஒரு நல்ல நிகழ்வுக்காக இந்த ஐயப்பனை கீழே வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பீடத்தை ஐயப்பன் பீடத்தை கொடுத்துருக்கிறாரு அதனால் அவருக்கு வேணுங்கிறத அவர் கேட்டு வாங்கிக்குவார் அப்படிப்பட்ட ஐயப்பன் பெருமைகளை சொல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கு அளித்த அந்த ஐயப்பனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் பல நிகழ்வுகளை உங்களுடன் பகிர்வதில் பெரும் கொள்கிறேன் அடுத்த நிகழ்வு டெல்லியில் நடந்த நிகழ்வுகளை பற்றி உங்களுக்கு கூறுகின்றேன் சுவாமி சரணம் மீண்டும் ஒரு நல்ல ஐயப்பன் திருவிளையாடலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிரு கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து சுவாமி சரணம் ஐயப்ப சுவாமியே சனம் ஐயப்பா ஓம் ஹரிகிரசுதானந்த சித்தன இணைப்பா சுவாமியே ஓம் அறிந்து மறியாமலும் தெரிந்து தெரியாமலும் நாங்கள் செய்த சகா குற்றங்களையும் பொறுத்து காற்று ரசிக்க வேண்டும் ஓம் ஸ்ரீ சத்தியமாய பொன் முதலிட்டபடி மேல்வாளும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அணிந்தடைக்காலுகின்ற ஓம் ஸ்ரீ ஹரிகர சுவனானந்த சித்தனையணையப்ப சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமியே சரணமையப்பா ஐயப்பிரகம் அனைவருக்கும் கிடைக்க ஐயப்பன் பாதார பணிந்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்வுகள் சந்திக்கும் சந்திப்போம் சுவாமி சனம் சுவாமியே ஷரணமையப்பா எங்கள் ஒரு நாதரே ஷனமையப்பா இருப்பவரே ஷனமையப்பா எங்களை காப்பவரே ஷனமையப்பா எல்லாம் அறிந்தவரே ஷனமையப்பா எது மரியாதன் போல் நடிப்பவரே ஓம் சுவாமியே ஷனமையப்பா ஐயப்பனர்களால் மலைக்கு செல்லக்கூடிய எல்லா ஐயப்பங்களுக்கும் நல்ல தரிசனம் கிடச்சி உடல் ஆரோக்கியத்துடன் திரும்பி வந்து சேருமாறு ஐயப்பனை பிரார்த்தனை செய்கிறேன் உங்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறும் சுவாமியே சலமயப்பா இதை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் எழுதி அனுப்புங்க இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களையும் நீங்கள் எழுதி அனுப்புமாறு உங்களை அன்புடன் சுவாமி சரணம் சுவாமியே சலமயப்பா சுவாமி சரணம் இந்த வீடியோவோட கடைசியில் நம்முடைய இந்த கருத்துக்களை ஐயப்பன் ஏற்றுக்கிட்ட மாதிரி பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு அதை மறக்காமல் பாருங்க ஐயப்பன் மக்கள் சுவாமி சரணம்